வணக்கம் மக்களே வெல்கம் டு டே அவுட் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் எப்படி அதை பார்க்கறது நம்ம யூடியூப் சேனல் இல்லாமல் மற்ற யூடியூப் சேனல்ஸ் வந்து எப்படி அதை ஏர்ன் பண்ணுறாங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க எவ்வளோ வியூஸ் வந்து மந்த்லி போகுது ஆவரேஜாக இந்த மாதிரி பல டீட்டெயில்ஸை வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்ற வீடியோவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூடியூப் வியூஆரல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த யூடியூப் வெப்சைட்டில் நம்மளுக்கு எந்த சேனலுடைய வியூஸோ இல்லை அவங்களுடைய இயர்னிங்ஸோ பார்க்கணுமோ அந்த சேனலோட நேமை வந்து இந்த சர்ச் பாக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் இப்போ நம்மளுக்கு வந்து பிஹைண்ட் உட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது ஸோ பிஹைண்ட் உட்ஸ் சேனல் எவ்வளோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை எவ்வளோ வந்து வியூஸ் இருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிஹைண்ட் உட்ஸ்ன்னு சர்ச் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிகைண்ட் உட்ஸ் சேனலுடைய ஹோம் பேஜ் ஸோ இந்த பிகைண்ட் உட் சேனலுடைய ஹோம் பேஜில் இருந்து ஃபஸ்ட்டு இந்த சேனலுடைய யூசர் ஐடி எடுக்கிறோம் ஸோ அந்த யூசர் ஐடி எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜில் பிகைண்ட் உட்ஸ் டிவின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சேனல் நேம் இருக்குதுங்களா ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா மேலே ப்ரௌசரில் இதோடைய யூஆர்எல் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த யுஆர்எல் நான் இப்போ அப்படி ஜூம் பண்ணுறேன் ஸோ இந்த யூஆர்எல் பார்த்திங்கன்னா டப்ளியூ டப்யூ டாட் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் பிஹைண்ட் ரூட் டிவி அப்படின்னு இருக்குங்களா ஸோ இந்த யூசர் பக்கத்தில் இருக்க பிஹைண்ட்ருட்ஸ் டிவி இந்த சேனலுடைய யூசர் ஐடி ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த யூசர் ஐடியை காபி பண்ணிக்க போகிறோம் காபி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த விண்டோவில் பார்த்திங்கன்னா இந்த விண்டோவில் நம்ம இப்போது சோஷியல் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண போகிறோம் சோஷியல் பிளேட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு socialblade.com பிளை சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த வெப்சைட்டை ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே கீழே பார்த்திங்கன்னா என்டர் என்ன யூசர் நேம் ஃப்ரம் யூடியூப் ட்விட்டர் இந்த மாதிரி என்னென்ன சோஷியல் மீடியா எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இப்போ யூடியூபுடைய யூசர் ஐடியை இங்கே பேஸ் பண்ணுறோம் பிஹைண்ட் உட்ஸ் டிவி அப்படின்றத பேஸ் பண்ணுறோன்னா பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்திங்கன்னா வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸில் இப்போ இவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் Twitter அண்ட் யூடியூப் மூணுமே வந்து BehindRoots TV அப்படின்ற அக்கவுண்ட் ஐடியில தான் இருக்குது ஸோ நம்ம இப்போ யூடியூப் உடைய ஏர்னிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு YouTube பிஹென்ஸ் so, TV YouTube க்ளிக் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் பிகன்ருட்ஸ் டிவின்றவங்க மந்த்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் டாலர்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதை வந்து அவங்க டாலர்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டாலர் எவ்வளோன்றது பார்க்கலாம் இன்றைக்கி ரேட் படி செவன்ட்டி த்ரீ ருபீஸ் ஃபிஃப்டீன் ஒரு டாலருடைய ரேட் ஸோ இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா டொண்ட்டி டாலர்ஸ் பர் மந்த் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ ஜஸ்ட் சும் மச் கேல்குலேட் பண்ணி பார்க்குறோன்னா ட்வெண்ட்டி டூ 22,600 இது 22,600 டூ தௌசண்ட் சிக்ஸ் சொல்லிட்டு இன்டூ செவன்டி த்ரீ போட்டோம்னா பர் மந்த் இவங்களுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 16,49,800 லேக்ஸ் இது வந்து மினிமம் இயர்னிங் அப்படின்ற மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய மேக்ஸிமம் இயர்னிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 361,000 செவன்டி த்ரீ ருபீஸ் மந்த்லி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ குரோர்ஸ் வரைக்கும் இவங்களுடைய டூ குரோஸ் சிக்ஸ்டி த்ரீ வரைக்கும் இவங்களுடைய இயர்னிங்ஸ் போகலாம் அப்படின்றது இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்க எஸ்டிமேஷன் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயர்லி இயர்னிங்ஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்றதும் இவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இவங்களுடைய வீடியோஸ் வந்து ஒரு நாளைக்கு அதாவது இவங்க சேனலில் மொத்தமாக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து வியூஸ் போயிருக்கு ஸோ வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி டேவைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ வியூஸ் போகுது வீக்லி எவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே எல்லாம் கொடுத்துருப்பாங்க இதையும் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த சேனல் வந்து என்ன ரேங்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டூ டொண்ட்டி வந்து இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து வீடியோ வியூஸ் ரேங்க் வந்து தௌசண்ட் ஃபைவ் டொண்ட்டி எத் ரேங்க்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பிஹேண்டுட்ஸுன்ற ஒரு டிவியோடைய ஒரு சேனலுடைய இயர்னிங்ஸ் எவ்வளோன்றது பார்த்தோம் ஸோ இப்போ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபேமஸாக இருக்கிற யூடியூபர்ஸில் பார்த்தீங்கன்னா இர்ஃபான்ஸ் வியூன்ற யூடியூப் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது ஸோ வியூ அவருடைய இயர்னிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு பார்க்குறோம் என்னன்னா इरफान ஸ்வீன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சேனல் ஓபன் ஆன உடனே इरफान ஸ்வீன்னு சொல்லிட்டு அந்த சேனல் நேம் இருக்கும் சோ அதை நம்ம கிளிக் பண்ணனும்னா மேலே பாத்தீங்கன்னா ஸ்மாஷிங் इरफान அப்படினு சொல்லிட்டு அவரோட யூசர் நேம் இருக்கு சோ இத நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிட்டு அதே மாதிரி சோஷியல் ப்ளேட் அப்படிங்கற வெப்சைட்ல குடுக்குறேன் கொடுத்தனா இவருடைய இயர்னிங்ஸ் எவ்வளோன்றது சும்மா ஒரு எஸ்டிமேஷனாக வந்து வரும் ஸோ இது எப்படின்னா இவருடைய மொத்தம் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருக்காங்க டெய்லி எவ்வளோ வியூஸ் போகுது அதெல்லாம் வேஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி மினிமம் இவருடைய இது இவ்வளோ இருக்கும் மேக்சிமம் இவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இவரோட இதை பார்த்தீங்கன்னா மந்த்லி எயிட் பாயிண்ட் டூ அதாவது எட்டாயிரத்தி இரநூறு டாலர்லேருந்து நூற்றி முப்பத்தி டாலர் வரைக்கும் இவருடைய ஏர்னிங்ஸ் இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை சும்மா நம்ம எஸ்டிமேட் பண்ணி பார்த்தோம்னா எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி டாலர்ன்றது போட்டனா மேக்சிமம் ஒரு ஒரு மாசத்துக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs, 5 lakh 98,000 வந்து இவர் பண்ணலாம் அப்படின்றது எஸ்டிமேஷன் ஸோ மேக்சிமம் எவ்வளவு போகுது ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் டாலர்ஸ் இன்டூ செவன்டி த்ரீ இவருடைய மேக்ஸிமம் இயர்னிங் 95 lakhs லேக்ஸ் வரைக்கும் போகலாம் பட் இது வந்து ஒரு எஸ்டிமேஷன் தான் மேக்சிமம்னா அந்த மேக்சிமம் ஒரு இயன் பண்ணுவாருன்னு அது ஒரு எஸ்டிமேஷன் ஸோ மினிமம் மேபி அவர் டச் அப் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இவருடைய வெப்சைட்டு இவருடைய சேனலுடைய டீட்டெயில்ஸும் இந்த மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலுடைய இயர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் இல்லை இந்த மாதிரி இன்னும் நிறைய என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தேட் நாங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் கமிங் டேஸில் உங்களுக்கு அந்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைல்ஸ்